அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹில கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று தான் உங்களுக்கு வந்து மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அப்போ கும்ப வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விபரீத ராஜயோகம் ராஜயோகத்தை குறிக்குது அதே மாதிரி ஆயிலை குறிக்குது கணவன் மனைவி ஒற்றுமையும் அந்த இடத்த குறிக்கிது அப்போ எப்படி இருக்கும் இது நாள் வரைக்கும் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருந்திருக்கோன்னா ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருந்திருக்கு கலத்தரசனத்துலேயே சனினால் திருமணம் நடக்கிறது நிறைய தாமதம் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருடமாக அப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ஏழாம் இடத்துல இருந்து கரெக்டாக உங்களுடைய ராசியை வந்து சனி பகவான் முன்ன பார்த்துட்டு இருந்திருக்காரு இரண்டாயிரம் வருடமாக வந்து உங்களுக்கு சனி வந்து பார்வை இருந்திருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சல்கள் கஷ்டம் பிரச்சனை இது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஒரு போராட்டானே சொல்லலாம் இந்த வாழ்க்கை அந்த டைமில் உங்களுக்கு அந்த லேசினஸ் ஆகுறது அதாவது சோம்பியத்தனமாக இருக்கிறது ஒரு வேலை நம்ம செஞ்சு முடிக்கிறது அப்புறம் செஞ்சுக்கலாம் அது டிலே பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கோம் ஆனால் எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு ஆயுளையும் குறிக்குது விபரீத ராஜயோகத்தையும் குறிக்குதுன்னு சொல்லிட்டேன் கணவன் மனைவி ஒற்றுமையும் குறிக்குது இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது நம்ம எதிர்பார்க்க முடியாது கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரிவினை அதிகமாக தான் இருக்கும் ஒருவேளை அவர் வெளியூர்லையோ இல்லை வெளிநாட்டிலையோ இல்லை வெளியே அதர் ஸ்டேட்லேயோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருந்தாங்கன்னா அதை பெருசாக தெரிவிச்சுக்காது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவானு ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் அப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதாவது வெளியூரில் வேலை செஞ்சாலும் சரி அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து வெளியூரில் இருந்தாலும் சரி போயிட்டு போயிட்டு வந்து உங்களை வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை டுஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறதா இருந்தால் உங்களுக்கு பெருசாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் ஒரு நாள் வர்றதை விட இல்லையே நம்மளோட லைஃப்பில் ஒரு நிம்மதியாக இல்லையே இப்படி வந்து வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு கணவன்மார்களாக நினைப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு இதே ஒரு தலைவலியாக போயிடுச்சு ஐயோ நம்ம வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க நீங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற பாரமெல்லாம் உங்கள் தலையில் வந்து விழும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதை அவசரப்பட்டு தப்பான ஒரு முடிவில் எடுக்கக்கூடிய நேரிடும் கடகராசிக்காரங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு டைம் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் ரெண்டரை வருஷம் அப்படி தான் இருக்கும் ஆனால் பண வரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும்னு நான் சொல்லிட்டேன் சனி பகவான் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு வந்துடும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோகக்காரர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்க அதை உங்களுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக யோகக்காரர் உங்களுக்கு சனி பகவானாக வராறா கருணாதிபதியாக வராறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சூப்பர் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அந்தரம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் ஜாதக சப்போஸ் நீங்கள் எங்கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை என்னடா ஒரு போராட்டமான வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கடகராசிக்காரங்க நினச்சிட்டு இருப்பீங்க கடந்த இரண்டரை வருடமாக வந்து படாத பட பட்டிருக்கீங்க ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ எட்டாம் இடத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் அதையும் சலிச்சுக்கு தான் வேணும் ஆனால் பணவரவு இருக்கும் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக செலவும் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டுப்போகும் உடல்நிலை தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் குடும்ப வாழ்க்கையும் சரி உடல்நிலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஒரு விரிசல் உடா அளவுக்கு நீங்கள் வந்து சரி சரி சரி ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி அனுசரித்து போய்க்கோங்க இல்லை காது கேட்காத மாதிரி இருந்துக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு சொல்கிறது இதான் அது ஒய்ஃபாக சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எதுவுமே கண்டுக்காதீங்க ஆப்போசிட் பாட்டி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது லைஃப் பார்ட்னரை சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஏதாவது பேசுனாலும் நீங்கள் எதுவும் கண்டுக்கு வேணாம் ஆப்போசிட் பண்ணால் உங்கள் எதிரிகளாக தலை தூக்குவாங்க உங்கள் எதிரிகள்னால் யார் உங்கள் எதிரிகள்னால் யார் உங்கள் மறைமுக எதிரிகளாக இருக்கட்டும் இல்லை டேரெக்டாக உங்கள் கிட்ட மோதிரவங்களாக இருக்கட்டும் அது உங்கள் தொழிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பேர் இருப்பாங்க அவங்களுடைய தலை ஓங்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணுன்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நெகட்டிவாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க தாக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு நீங்கள் ரெடியா இருந்துக்கோங்க ஏன்னா இது வாழ்க்கையில் அனுபவம் இல்லைங்களா அது பெரிய அனுபவமாக இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் வரப்போகுது வந்து மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா மேஷராசி ரிஷபராசி மிதனராசிலாம் கடந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களாம் கடந்துட்டாங்க மேஷ ரிஷபெல்லாம் ஃபுல்லாக கடந்தாச்சு மிதனத்துக்கு இன்னும் இருக்குது ஜனவரி மாதம் வரலாம் அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் இந்த கடகராசிக்கு கடகராசிக்காரங்க போய் கேட்டிங்கன்னா தெரியும் அஷ்டமசனி எப்படி இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு யோகக்காரராக இருந்து கருணாதிபதியாக இருந்து உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி அந்திரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அது இந்த இதோட தாக்கம் வந்து ஃபிஃப்டி தான் இருக்கும் அதாவது ஹண்ட்ரட் உங்களுக்கு வராது இதே உங்களுக்கு வந்து அவயோகியாக சனி பகவான் இருந்து கருணாதிபதியும் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை நடக்கிற திசை சனி திசையாக இருக்குது உங்கள் லக்னத்துக்கு அந்த சனி வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா கஷ்டங்கள் கொடுக்கும் இன்னும் நான் சொல்கிறத விட அதிகமாக கொடுக்கும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சேர்த்துற அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அப்பா அம்மாக்கு உடல்நிலை கெட்டு போகும் அப்பா அம்மா ஒரு பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைமில் சுச்சுவேஷனில் ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கடகராசியோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லிட்டுருக்கேன் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுக்கு பகைமையாயிடுவாங்க ரிலேஷனாக இருந்தவங்க அத்தனை பேருமே அவங்களுக்கு பகையாளி ஆகிடுவாங்க அது வந்து உலகமே இருட்டாக இருக்கும் நீங்கள் உங்களோட லைஃப் மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா இப்படி திரும்பி பார்த்தா ஏன்னா யாருமே இல்லை நம்மளுக்கு எல்லாருமே பகைமை ஆகிட்டாங்களே எல்லாருமே எகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்களேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதை பண்ணவே கூடாது அடுத்தடுத்து லெவல் நம்ம என்னென்ன பாட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் தான் அப்படி இருக்கும் அதனால் நீங்கள் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க த்ரோட் இன்ஃபெக்ஷனால அதிகமாக ரெகுலராக பேச முடியல தப்பாக எடுத்துக்க சாரி கடகராசிக்காரங்க முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வரும் நிறைய பிரிவுகள் ஏற்படும் சண்டை சச்சுக்கள் வந்து தனியாக பேசாமல் கூட இருந்துக்கோங்க பேசாமல் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து நீங்கள் பேசவே வேணாம் அவங்க எது பேசினாலும் கண்டுக்க வேணாம் அமைதியே விட்டுருங்க வெளியூராக இருந்தால் அது தேவையே அவங்க எப்போயாவது ஒரு தடவை தான் வருவாங்க அதுவும் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது கவலைப்பட தேவையில்லை அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை தொழில் ரீதியான பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் வரும் அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்தாம் தொழில்ஸ்தானம் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால நல்லா இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை கொடுத்து தான் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பாரு விபரீத ராஜயோகம் இருக்குது எங்கே இதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பணவரவு திடீர்னு ஒரு விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து சனி பகவான் எட்டில் வரும்போது தான் உங்களுக்கு நடக்கும் ஆனால் அந்த காசை தக்க வச்சுக்கோங்க இல்லை தேவையில்லாத செலவாகிடும் கரெக்டாக கொடுத்து கெடுப்பார் நிறைய பணத்தை கொடுத்துருவார் ஆனால் அதை அடுத்தது நம்ம இது என்ன செய்யல அதை வச்சுக்கிட்டேன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அதை பிடுங்கிடுவார் ஏன்னா அடுத்தது ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸை உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபேமிலி இருக்கிறவங்களே உடம்பு சரியில்லாத போகிறது இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகிறது இதுக்கு செலவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ வந்த காசு எப்படி போச்சுன்னு தெரியாது இது ஒரு பாயிண்ட் இருக்குது அது சேஃப்டி பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க அந்த வந்த வரப்பணத்தை வந்து நீங்கள் கோல்டுலையோ இல்லை லேண்ட்லேயோ இல்லை வீட்டுலேயோ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இட குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தான்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறனால அதே தான் சொன்னேன் குடும்பஸ்தானா ஒரு சலசலப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் ரெடி ஆகிக்கோங்க ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் கடகராசிக்காரங்க பயப்பட வேணாம் இதை எதிர்நோக்குங்க எதிர்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் குடும்பத்து மூலிமா வரும் அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த விஷயம்லாம் தாண்டி தான் நம்ம வந்தால் வந்தோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காலகட்டத்திலாம் நம்ம சமாளித்து தான் வந்தாகணும் மெயினாக வந்து பேக் பெயின் வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஹெட் ஏக் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்தாம் இட புத்திரஸ்தானம் ஐந்தாம் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோர்கள் பிளஸ்ஸிங்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் புத்திரஸ்தம் குழந்தைங்களால் மன உளைச்சல்கள் குழந்தைங்களால் கஷ்டம் பிள்ளைகளால் வந்து மன உளைச்சல்கள் கண்டிப்பாக வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வந்து சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன குழந்தைங்களா இருந்திங்கன்னா அவங்க படிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களா இருந்தால் ஒன்றும் பெருசாக தெரிவிச்சுக்காது வளர்ந்த குழந்தைங்களாம் அங்கே ஒரு இருபது வயசு குழந்திருக்காங்க இருபத்தஞ்சு வயசு பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா மன அவங்க மூலியமாக மன மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு வருஷம் வந்து பெரிய அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் கொடுப்பார் சனி பகவான் பார்த்துக்கங்க கலங்க வேணாம் கஷ்டப்பட வேணாம் என்னடா இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் எந்த மாதிரி பண்ணி நம்ம இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத யோசனை பண்ணுங்கள் ஆனால் எங்கிறது எப்படி வரும் பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அக்கமகத்தில் கூட நம்மளுக்கு பிரச்சனை பண்ணலாம் குடும்பத்துலேயும் எல்லாம் பிரச்சனைக்கு வருவாங்க சொந்தக்காரங்களே அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் பொறுமையாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹில்லிங் தரப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்